இலை பறித்து வாயிலிட்டு சுவை அறியும் முன்னே கிட்டி விடும் இலை பறித்து வாயிலிட்டு சுவை அறியும் கிட்டி விடும் செகண்ட் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு இலையை பிடிங்கி வாயில போட்டு கடிச்சு பார்த்து இது என்ன டேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு சில விஷயம் ஏன் பிடிக்காம சண்டை வருதுன்னா பிறந்த வீட்டுல நல்லா பழகி இருப்பாங்க நல்லா ஜாலியா இருந்து நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு பழகி இங்க போனோடனே கமெண்ட்ஸ் எல்லாமே மாறி இவங்க கேரக்டர் இவங்க கேரக்டர் ஒரே மாதிரியா இருக்கும் திட்டலாம் வேண்டாம் திட்டுறதுல ரெண்டாவது பாக்குற லுக்குலயே கண்டுபிடிச்சிருவாங்க இது நமக்கு பிடிச்சுக்கிற மாதிரி இல்லையே இதை ஏதோ நமக்கு எரிச்சலா இருக்குது ஆமாவா இல்லையா உண்மையாவே உங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து கையில கொடுத்தாலும் உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லாதனால பொக்கிஷது தூக்கி போட்டு இது கிடையாதுன்ட்டு தேடி போயிட்டே இருக்கிறது உங்களுக்குள்ள நடந்துட்டு எதுனா புரியுது பாவம் அவங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வெளியில வர்றதுன்னு நல்லா அடிக்ட் ஆகியிருப்பாங்க ஏன்னா சப்கான்சியஸ்ல போய் உட்காந்துரும் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியவே தெரியாது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கொடுக்கும் எதை செய்யறீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட் கொடுத்து நின்று வேடிக்கை பார்க்குவாங்க நம்ம சரியா இருந்தா தான் அத்தனையும் சரியா நடக்குது நம்ம தப்பா இருந்தோம்னா நம்ம பேச்சு மாறும் நம்ம மூச்சு மாறும் நம்ம லுக்கு மாறும் நம்ம அதிர்வு மாறும் நம்ம பேச்சு மூச்சு லுக்கு அதிர்வு எல்லாம் மாறும்போது சொந்தகாரம் மாறுவான் பந்தகாரம் மாறுவான் எல்லாம் மாறிடுவாய் அவனுடைய குணம் அவனிடம் இல்லை என்னிடம்தான் இருக்கிறது நான் எப்படி பேசுறேனோ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவனோ எனக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் மாறும் அவன் ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம கிடையாது அவன் அவன் கிடையாது என்ன குவாலிட்டியில் வாழ்ந்த காலத்தில் போது நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் நீங்க அப்படியே காத்துல பரப்பீங்க அந்த சாப்பாடை கொடுத்து அவங்க முகத்தை ஒரு செகண்ட் பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இன்பமே வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது உடனே உங்க மைண்டு காணாம போங்க எப்படி உடனே உங்க மைண்டு காணாமல் போங்க உடனே உங்க மைண்டு காணாம போகும்போது என்ன ஆகும் ஆத்மாவோட கனெக்ட் ஆயிடுவீங்க ஆத்மாவோட கனெக்ட் ஆகும் போது என்ன ஆகும் இறைநிலைக்கு நீங்கள் செல்கிறீர்கள் மாபெரும் ரகசியம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க வரலாறு %60 வருஷம் தவம் பண்ணாலும் மனம் ஒடுங்க மாட்டேங்குது ஒருவேளை சாப்பாடு பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கும்போது அவன் அதற்கு ஃபீல் பண்ணும்போது அதை நம்ம பார்க்கும்போது நம் மனம் கரைந்து காணாமல் போகிறது புரியுதா புரியலையா நான் சொல்றது அப்ப மனம் ஒடுங்குவதற்காக தான் எல்லா பயிற்சியும் பண்றோம் பயிற்சி எல்லாம் கடந்த மாபெரும் பயிற்சி என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஜீவகாருண்யம் தான் கருணை தான் நீங்க கருணையோடு சாப்பாடு கொடுக்கும்போது படார் படார் உங்க மைண்டு காணாமல் அப்பப்போ அந்த இறைநிலைக்கு போயிட்டு போயிட்டு வருவீங்க செத்து செத்து விளாடுவீங்க ஜாலியாக இருக்கும் போய் சும்மா இருக்குறது எல்லாமே சொன்னாரி இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் இவரோட ஸ்பீச் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் அன்னதானே பண்ணணுங்கிறது நான் நினைச்சிட்டு தான் இருப்பேன் அப்போ வந்து நான் ஒர்க் போய்ட்டு இருந்தேன் ஆனால் நான் பண்ண கிடையாது இப்போ ஒரு ஆறு மாசமாக நான் ஒர்க் போறதில்லை ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரோட அன்னதான ஸ்பீச் கேட்க கேட்க கேட்க நம்மக்கிட்ட காசு வந்தால் என்ன வரலனா என்ன அப்படி என்ன நம்மளுக்கு முழு முழுவதும் வந்து நமக்கே பயன்படுதா இருக்கிறதுல மிச்சத்தை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமும் போடலாம் பத்து சப்பாடு போடலாம்னு சொல்லி நான் போடுறதுக்கு ஆரம்பித்தேன் அடுத்தது வந்து கொஞ்சம் எனக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறக்க ஆரம்பித்தாங்க அடுத்தது வந்து அது பதினஞ்சாம் ஆகிடுச்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் நான் வேலைக்கும் போகிறது இல்லை என்கிட்ட இன்கமும் கிடையாது ஆனால் இருக்கிறத வச்சு போடுவோங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணால் என்ன திருப்பி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் நான் எதாவது ஹெல்ப் பண்ணுமோன்னு சொல்லிட்டு அடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அடுத்தது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி பாத்தனை தேவைப்படுதுன்னு கேட்டு அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் திடீர்னு என்னென்னமோ அந்த நடக்குது நான் டொனேஷன்ங்கிற வார்த்தையும் நான் மென்ஷன் பண்ணது கிடையாது எங்கிட்ட நான் பண்ண போகிறேன் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறாரு கமண்ட் கொடுக்குறாரு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு திடீர்னு ஜிபே நம்பர் கேட்குறாங்க அமௌண்ட் அனுப்புகிறாங்க இங்கே சண்டே சண்டே போடும்போது சாட்டர்டே வரைக்கும் நான் இது அமௌண்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பேன் திடீர்னு சாட்டர்டே நைட்டு தௌசண்ட் ருபீஸ் வந்துடுவாங்க அடுத்த நாளுக்கான அன்னதானத்துக்கான அமௌண்ட் வந்துடும் நிஜமாக அது மிராக்கள் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணுங்கிற எண்ணெய் இருந்துட்டால் போதும் அது எதோ ஒரு விதத்தில் வந்துடும் அது எப்படி வருதுங்கிறது மிராக்கள் அது வந்து உங்கள் கிட்ட பதிவு பண்ணணும் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கீங்க அதன் மூலயமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு பல உயிர்களுக்கு எடுத்து கொடுத்து பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம்ல நேஷனல் லெவல்ல உங்களால் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அணைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும்